வணக்கம் விஎ வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிராண்ட் ஜரிஒர்க்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெஷன்ஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் பியூர் சாஃப்ட் சில்க் சாரிஸ் கமிங் விட் சில்க் மார்க் சார்டிஃப்டி ஒர்க் பண்ண விஃப்ட் ரெண்டு பசங்களுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறனால ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக சில்க் மார்க் டேபிள் அட்டாச் பண்ணி தராங்க ஃபர்ஸ்ட் சாரீ அலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ டோன்லையும் பாடி அர்த்தி சாரீ டார்க் பிங்க் ஷேட்லேயும் இருக்குங்க பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டு டோன் தான் பிங்க் டாமினெட்டாக இருக்கும் वन टू जीरो प्लेन प्लौस अंडल गोलन टरी वे मेकें इीस यूस पड़े सारी टेस्ट सरी हाफरी सारे लेंथ पाँचना सिक्स पॉइंट टू मीटर्स कंपाइन इनकल प्लौसुंगतउ दि सारी फोर्टी फै पॉइंट फैव इंच वो वेट पाटीन अरउंड सिक्सि ग्राम लाइट वेट सारे ने सारी पलवें ब्लौस रेड कलर बाडिया ब्लू कलर टू जीरो सिक्स सारे कोड् ல்ால்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் பிரைஸ் செக்மெண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன்லி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஆவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் சேரீ ஒன் டூ ஜீரோ செவன் பலோன் ப்ளவுஸ் கிரீன் கலர்லீம் பட்ர்த்தி சாரீ காஃபி ப்ரௌன்லீம் இருக்குங்க 1207 टू जीरो वीडियो शो पड़े सारीस एदीनना वाट मूल बुक पड़ी के वाट मूलम मटमें नमक बिग् पड़ मु नंबर नईन जीरो फोर थ्री एयट जीरो नयन फै स टू डीटेल डिस्क्रिप्शन बॉक्सलिए आलरे को सारियो को नैक्ट सारी वन टू जीरो बड़े सारी मेजन पलवन ब्लस् ग ग्रीन कलर ஸ்ட் சாரிங்காலிசி பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்க அன்பாக்சிங் பண்ணுங்கிற பட்சத்தில் தாராளமாக என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த சாரியுடைய ரெட் கலர்லையும் படையர்த்தி சாரி ப்ளூ அண்ட் கிரீன் மிகுங்க Blue dominant இருக்கும் டார்க் ப்ளூ ஒன் டூ ஜீரோ நைனுங்க இதெல்லாம் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால யூனிக் பீசஸ் மட்டுமே நம்ம மேக் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்னில் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன் டைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன் சோல்ட் அவுட் அப்படின்னா சேம் சேரீ அகெயின் கிடைக்காதுங்க ப்ரீபேமெண்ட் Account Pay, அக்கௌண்ட் Pay, ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி எங்களுக்கு பே பண்ணலாம் 1210 பட் சாரி ப்ளூ கலர் பல்வேன் பிளவுஸ் ஒன் டூ ஒன் சீரோ சாரி கோடு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஓடி கூடபிள் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணும் போதே பே பண்ணுங்க மட்டும்பஸ் வரும் 1-2-1-2 இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இருக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது சிங்கிள் கலரில் இருக்கும் அதாவது பாடி போர்ஷன் பல்வன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலர் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் காஃபி ப்ரௌனுங்க ஒன் டூ ஒன் டூ சாரி கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டைல் சாரி ஒர்க் ஸோ யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கிறதுனால ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க 10 दारण्निंगल्पा கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அண்ட் சண்டேஸில் மட்டும் கஸ்டமர் கேர் நம்பர் அவைலபிள் இருந்தீங்க ஒன் டூ ஒன் ஃபோர் சாரீ கோட் பல் ஒன் ப்ளவுஸ் இன்க்ளூ பாடி போஷனும் இன்க்ளூ தாங்க ஒரே கலர் தான் எல்லாமே டபுள் டோர்பு சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அளவரிண்டே ஷிப்பிங் ஃப்ரீ சிஓஓஓடி இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் கூட பண்ணித்தரும் சாரி ஒன் டூ ஒன் ஃபைவ் ரோமர் கிரீன் ஒன் டூ ஒன் ஃபைவ் ரோமர் கிரீன் டோன் ஃபுல் சாரி ஒரே கலர் அண்ட் ஃபுல் blue blue and violet mix tone dominant नेक्ट सारे ब्लू अंड वयलट मिच्चों ब्लू डटा यं ब्लू टोनू फुल अंड फ टेस्ट full वर्क फुल सी कलर दुली को कापर टेस्ट जरी वर्क वह मेरी मेक पड़ो वन टू वन full and full copper tested जरी वर्क 7500 तौस हंड्रेड रुपी இது எல்லாம் பியூர் சில்க் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில்க் மார்க்கெட் எப்படி கண்டிப்பாக அட்டச் பண்ணி தரும் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் THANK YOU THANK YOU FOR WATCHING